போட்டித் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் வருங்கால அரசு உடைகளுக்கு வணக்கம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புள்ளியல் நிகழ்த்தகவு அப்புறம் எல்சிஎம் அஜிசிஎஃப் சரிங்களா அப்படிங்கிற மூணு சாப்டர் ஃபுல்லாக நடத்தி அதிலேருந்து எப்படி எப்படிலாம் கொஸ்டின் கேட்பாங்கன்னு சொல்லி நம்ம டெஸ்ட்டும் வச்சிட்டோம் சரிங்களா எல்லாமே டெஸ்ட்டும் எழுதி பார்த்துருப்பீங்க இப்போ இனிமேல் நம்ம என்ன சாப்ப்டர் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சதவீதம் அதாவது பர்சன்டேஜ் அப்படிங்கிற ஒரு பார்க்க போகிறோம் இந்த கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சதவீதம் பர்சன்டேஜில் என்னெல்லாம் பேசிக்ஸான விஷய இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம் சரி வாங்க கிளாஸுக்கு போலாம் இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள் சதவீதம் ஃபஸ்ட்டு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம் சரிங்களா அதான் பாருங்கள் ஃபஸ்ட்டு எக்ஸ் சதவீதம் என்பது எக்ஸ் பை ஹண்ட்ரட சரிங்களா எக்ஸ் சதவீதம் என்பது எக்ஸ் பை இதுக்கு என்ன அர்த்தம்னா சதவீதங்கிறது என்றைக்கும் பார்த்தீங்கன்னா டினாமினேட்டரில் நூறை கொண்ட என்னதான் என்னான்னு சொல்கிறாங்க சதவீதம்னு சொல்கிறாங்க அதாவது பகுதியில் நூறை கொண்ட என்னதான் என்னான்னு சொல்கிறாங்க சதவீதம்னு சொல்கிறாங்க சரிங்களா அதுக்கப்புறம் பாருங்கள் ஒய்யில் எக்ஸு சதவீதம் என்பது அது எப்படி எழுதுறதுனா ஒய் இன்ட்டு எக்ஸ் சரிங்களா y x 100 இப்ப நல்லா பாருங்க இது டைரக்ட் மெத்தட் ஷார்ட் மெத்தட்னு சொல்றோம் நம்ம ரெண்டு பார்க்க போறோம் சரிங்களா நம்ம சமூ போறது எல்லாமே இந்த ஷார்ட் மெத்தட்ல தான் போன போறோம் இருந்தாலோ நீங்க டைரக்ட் மெத்தட் மட்டும் தெரிஞ்சு வெச்சுக்கணும் சரிங்களா இப்ப டைரக்ட் மெத்தட்ல பாருங்க 5000 atil 30% என்பது இங்க எல்லாம் பாருங்க y இல் x சதவீதம் என்பது என்ன போடுறோம் y x 100 னு போடுறோமா அப்ப இங்கே அப்படியே போடவே வேண்டாம் எப்படி போடுவீங்க 5000 இந்த சதவீதம்னா என்ன அர்த்தம் டிநாமினேட்டர்ல 100ஐ கொண்டு வந்தா தான் சதவீதம் சொல்றாங்க அப்ப 30 3 பாரு இந்த ஒரு சைபர் இங்க ஒரு சைபர் கேன்ஸ் அப்போ முன்னூற்றி ஐம்பது சரிங்களா அப்போ மூவாயிரத்தி ஐநூறு நாற்பது சதவீதம் என்பது ஆயிரத்தி நானூறு அடுத்து பாருங்க ரெண்டாயிரத்தி நானூறு இருபத்தஞ்சி சதவீதம் என்பது எவ்வளவு எப்படி போய் ரெண்டாயிரத்தி நானூறு இன்ட்டு இருபத்தஞ்சு பை ஹண்ட்ரட் வந்துடும் இது டைம்ஸ் இது இது அறுநூறு சரிங்களா அப்போ ரெண்டாயிரத்தி நானூறுல இருபத்தஞ்சு சதவீதம் என்பது அறுநூறு இது எல்லாமே டேரக்ட் மெத்தட் சரிங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷார்ட் மெத்தட் இது எப்படி நீங்க ஞாபகம்னு பாருங்க இப்போ ஒரு அமௌண்ட் கொடுத்துருக்காங்க நாலா இன்னொரு அமௌண்ட் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட்டு நீங்க ரெண்டே ரெண்டு தான் கற்றுக்க போறீங்க ஒன்று பத்து சதவீதம் எப்படி கண்டுபிடிக்கிறது இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்டுபிடிக்கிறது சரிங்களா இது ரெண்டுமே நீங்க கண்டுபிடிச்சுனாவே அவங்க என்ன சதவீதம் கேட்டாலும் நீங்க கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா வரலாம் பாருங்க ஒரு அமௌண்டை கொடுத்துட்டு அதில் பத்து எப்படி கண்டுபிடிக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து லாஸ்ட் டிஜிட்லேருந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சிருங்க அதான் பத்து சதவீதம் அப்போ நாலாயிரத்துல பத்து சதவீதம் என்பது ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சிருக்கீங்கன்னா வரும் நானூறு அப்போ நாலாயிரத்துல பத்து என்பது நானூறு நீங்கள் எந்த அமௌண்ட்டை எடுத்துட்டாலுமே பத்து சதவீதம் கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா கடைசியிலேருந்து ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சுருங்க சரிங்களா இப்போ பத்து கண்டுபிடிச்சிட்டேன் இப்போ இதுலேருந்து இருபது சதவீதம் கண்டுபிடிக்கிறது ஈஸி தானே நல்லா பாருங்கண்ணே பத்து சதவீதம் நானூறுனா அப்போ இருபது இந்த பத்து சதவீதத்தை ரெண்டு மடங்கு இருக்குது அப்ப இதோ ரெண்டு மடங்கு என்ன வரும் எட்நூறு சதவீதம் கண்டுபிடிச்சு என்ன பண்ண போதும் சைதம் சைதம் முப்பது சதவீதம் ஆயிரத்தி இருநூறு சரிங்களா இப்ப இதெல்லாமே புரியுது பத்து சதவீதம் நானூறுனா அப்ப பத்துல பாதிதான் அஞ்சு அப்ப நானூறுல பாதி இருநூறு சரிங்களா இது ரொம்ப ரொம்ப முக்கியம் பார்த்துக்கங்க அடுத்தது ஒரு சதவீதம் என்னுடைய பாருங்களேன் ஒரு சதவீதம்னா ஒண்ணுமே நம்பர்ல கடைசில இருந்து ரெண்டு டிஜிட் வலி புள்ளி வச்சிருங்க சரிங்களா அப்ப நாலாயிரத்துல ரெண்டு டிஜிட் வலி புள்ளி வச்சுக்க என்ன வரும் நாற்பது ஆகும் அப்ப ஒரு சதவீதம் சரிங்களா இப்ப நம்ம மூணு சதவீதம் கேட்கறாங்க அப்ப நீங்க என்ன பண்ணா போதும் ஒரு கண்டுபிடிச்சிட்டு இன்று போட்டா மூணு சதவீதம் அப்ப ஒரு சதவீதம் நாற்பதுனா மூணு நூத்தி இருபது சரிங்களா அதுக்கப்புறம் பாருங்களேன் ஆறு இன்ட்டு நாற்பது இருநூத்தி நாற்பது சரிங்களா சேர்ந்து நல்லா பாருங்க நம்ம என்னால கண்டுபிடிக்க போறோம் ஒன்னு கண்டுபிடிக்க போறோம் இன்னொன்னு ஒரு சதவீதம் சரிங்களா பத்து சதவீதம்னா ஒரு ஸ்தானம் தள்ளி புடி வச்சிருங்க ஒரு சதவீதம்னா ரெண்டு தண்ணி புள்ளி வச்சிருங்க சரிங்களா இப்ப இங்க பாருங்களா இருபத்தி ரெண்டு சதவீதம் கேட்கறாங்க அப்ப நீ எப்படி நான் இருபது பிளஸ் ரெண்டு இருபது சதவீதம் பிளஸ் ரெண்டு சதவீதம் சரிங்களா அப்ப என்ன பண்ணா போதும் நீங்க இருபது சதவீதம் கண்டுபிடிச்சிட்டு பிளஸ் ரெண்டு சதவீதம் கண்டுபிடிச்சு கூட்டிட்டு நமக்கு என்ன வந்துடும் ரெண்டு சதவீதம் வந்துடும் பத்து சதவீதம் நானூறு அப்ப இருபது சதவீதம் எவ்வளவுங்க எட்நூறு சரிங்களா இருபது சதவீதம் எட்நூறு பிளஸ் ஒரு சதவீதம் கண்டுபிடிச்சிட்டு இருபது சதவீதம் கண்டுபிடிச்ச அடுத்தது ஒரு சதவீதம் கண்டுபிடிச்சிட்டு சரிங்களா கூட்டினா என்ன வந்துடும் எப்படி பிடிக்கலாம் முப்பத்தஞ்சு சதவீதம் பிளஸ் ஆயிரத்தி இருநூறு அதோட மூணு மடங்கு தான் சதவீதம் எவ்வளவு ஆயிரத்தி நானூறு அப்போ இந்த நாலாயிரத்தில் முப்பத்தஞ்சு சதவீதங்கிறது ஆயிரத்தி நல்லா பார்த்துக்கங்க நம்ம இந்த பர்சன்டேஜே ரெண்டு மெத்தடில் போட போகிறோம் ஒன்று டேரக்ட் மெத்தட் இன்னொன்று ஷார்ட் மெத்தட் சரிங்களா டேரக்ட் மெத்ததுங்கிறது ஐயாயிரத்துல முப்பது சதவீதங்கிறது ஐயாயிரம் இன்ட்டு முப்பதுனா முப்ப முப்பது சதவதுங்கிறது முப்பது பை கேன்சல் பண்ணி ஆன்சர் கொண்டு வந்துடும் இது டைரெக்ட் மெத்தட் நம்ம ஷார்ட் மெத்தட்னா கொடுத்துருக்கு அமௌண்டுக்கு பத்து சதவது கண்டுபிடிக்க போகிறீங்க ஒரு கண்டுபிடிக்க போகிறீங்க சரிங்களா இது ரெண்டும் தான் பேசிக்ஸுக்கு இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணிடலாம் எல்லா சைதும் கண்டுபிடிச்சிடலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு கான்செப்ட் பார்க்க போகிறோம் சரிங்களா நல்லா பாருங்க எக்ஸ் என்ற மதிப்பில் நூறு சதவீதம் என்பதுன்னு ஒரு கொஸ்டின் கேட்குறாங்கன்னா என்ன மதிப்பு கொடுத்துருவாங்களோ அதை அப்படியே போட்டுட வேண்டியதாங்க சரிங்களா அப்போ எக்ஸ் என்ற மதிப்பு நூறு சதவீதம்னா அதே மதிப்பு தான் வரும் சரிங்களா இப்போ இரநூறு சதவீதம் கேட்குறாங்க அப்போ என்ன பண்ணுவீங்க கொடுத்துருக்க மதிப்போட ரெண்டு போட்டுக்கோங்க ரெண்டாலே பிரிக்கோங்க அப்போ டூ என்னது இரநூறு சதவீதம் இப்போ முந்நூறு சதவீதம் என்ன வரும் த்ரீ வரும் நானூறு சதவீதம்னா வரும் சரிங்களா இப்போ எழுபத்தஞ்சு 3 4 அறுபத்தி ஆறு டூ பை த்ரீ சைவம் கண்டுபிடிச்சிடலாம் என்ன இருக்கு அறுபத்தி ஆறு டூ பை த்ரீ சைவம் கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா அடுத்த ஐம்பது சதவீதம் கேக்குறாங்க அப்ப என்ன பண்ணா போதும் கொடுத்துருக்க மதிப்பு இன்ட்டு ஒன் பை டூ கொடுத்துருக்க மதிப்போட நீங்க ஒன் பை டூ ஆல பெருக்கு ஐம்பது சதவீதம் இப்போ முப்பத்தி மூணு ஒன் பை த்ரீ சதவீதம் அப்ப என்ன பண்ணா போதும் கொடுத்துருக்க மதிப்பு இன்ட்டு ஒன் பை மதிப்பை ஒன் பை த்ரீ நமக்கு முப்பத்தி மூணு ஒன் பை த்ரீ சதவீதம் சரிங்களா இப்ப இருபத்தி கொடுத்துருக்க மதிப்பு இன்ட்டு ஒன் பை ஃபோர் போட்டீங்கன்னா நமக்கு என்ன கண்டுபிடிச்சிடலாம் இருபத்தஞ்சு சதவீதம் கண்டுபிடிச்சிடலாம் இருபது மதிப்பு இன்ட்டு ஒன் நமக்கு இருபது சதவீதம் வேணும்னா கொடுத்துருக்க மதிப்போட ஒன் பை ஃபைவ் ஆல நமக்கு என்ன கண்டுபிடிச்சிடலாம் இருபது சதவீதம் சரிங்களா அடுத்து பன்னெண்டு சதவீதம் கேட்கறாங்க எப்படி போடுவீங்க கொடுத்திருக்க மதிப்பு இன்ட்டு ஒன் கொடுத்திருக்க மதிப்பை ஒன் பை எயிட்டால பெருக்கு நமக்கு என்ன கண்டுபிடிச்சிடலாம் பன்னெண்டரை சதவீதம் கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா பத்து சதவீதம்னா கொடுத்திருக்க மதிப்பு இன்ட்டு ஒன் பை டென் கொடுத்திருக்க மதிப்பு இன்ட்டு ஒன் பை டென் இதனாலதான் நம்ம என்ன பண்றோம் பத்து சதவீதத்துக்கு ஒரு சான் தள்ளி புள்ளி வைக்கிறோம் நம்ம எப்படிமே எப்படி பிடிப்போம் பத்து சதவீதம்னா கொடுத்திருக்க மதிப்புலேருந்து ஒரு ஸ்தான்தள்ளி புள்ளி வச்சுன்னா பத்து ஒரு சதவீதம்னா ரெண்டு ஸ்தானம் புள்ளி வச்சுன்னா ஒரு சரிங்களா எதுக்கு நம்ம ஒரு ஸ்தான்தள்ளி புள்ளி வைக்கிறோம்னா இதுக்குதான் காரணம் பத்து நமக்கு எப்படி கண்டுபிடிக்கலாம் கொடுத்துருக்க மதிப்பு இன்ட்டு ஒன் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் பார்த்தீங்க இதை பேஸ் பண்ணி இந்த நம்பருக்கு நம்ம கண்டுபிடிக்க போறோம் சரிங்களா இப்ப மூவாயிரத்தி அறுநூறுக்கு நூறு சதவீதம் என்னங்க என்ன மதிப்பு கொடுத்துருக்காங்களோ அதான் நூறு சதவீதம் அப்ப என்ன வரும் மூவாயிரத்தி அறுநூறு தான் வரும் சரிங்களா மூவாயிரத்தி அறுநூறு தான் வரும் இப்ப மூவாயிரத்தி அறுநூறுக்கு இருநூறு என்ன பண்ணுனீங்க கொடுத்துருக்க மதிப்பை ரெண்டால பெருக்கிக்கோம் அப்ப என்னங்க வரும் ஏழாயிரத்தி வரும் சரிங்களா ஏன்னா மூவாயிரத்தி அறுநூறு ரெண்டு போட்டீங்கன்னா சரிங்களா இப்ப எழுபத்தஞ்சு சதவீதம் அதாவது மூவாயிரத்தி அறுநூறுக்கு தொள்ளதவம் என்பது ரெண்டாயிரத்தி எழுநூறு சரிங்களா இப்ப அறுபத்தி ஆறு டூ பை த்ரீ சதவீதம் கேட்கிறாங்க அதாவது மூவாயிரத்தி அறுநூறுல அறுபத்தி ஆறு டூ பை த்ரீ சதவீதம் என்ன பண்ணுவீங்க கொடுத்திருக்க மதிப்பு In 2 இன்ட்டு டூ பை த்ரீ போட்டீங்கன்னா அறுபத்தி ஆறு டூ பை த்ரீ சைதம்னா ரெண்டாயிரத்தி நானூறு சரிங்களா இப்போ ஐம்பது சதவீதம் கேட்கிறாங்க அதாவது மூவாயிரத்தி அறுநூறுல ஐம்பது சதவீதம் கிடையாது என்ன பண்ணுவீங்க கொடுத்திருக்க மதிப்பு இன்ட்டு ஒன் பை டூ அப்போ இது இது அடிச்சிங்கன்னா ஆயிரத்தி எட்நூறு சரிங்களா அப்போ மூவாயிரத்தி அறநூறுல ஐம்பது சைதங்கிறது ஒன் பை டூவாலே இருக்கிறீங்கன்னா நாங்கள் என்ன கிடச்சிரும் ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி எட்நூறு சரிங்களா அடுத்தது முப்பத்தி மூணு ஒன் பை த்ரீ சைதம் கேட்குறாங்க அதுக்கு என்ன பண்ணால் போதும் கொடுத்துருக்க மதிப்பு இன்ட்டு ஒன் பை த்ரீ இங்கெல்லாம் பார்த்துக்கோங்களா பார்த்துருக்கோம் முப்பத்தி மூணு ஒன் மதிப்பு இன்ட்டு ஒன் பை த்ரீ மதிப்பு மூவாயிரத்தி அதை இன்ட்டு ஒன் பை த்ரீயார் அடிச்சிங்கன்னா இதை இது த்ரீஆர் ஆயிடுச்சிங்கன்னா என்ன வரும் ஆயிரத்தி இரநூறு அப்போ என்னங்க அப்போ மூவாயிரத்தி அறநூறுல முப்பத்தி மூணு ஒன் பை த்ரீ சரிங்களா இப்போ மூவாயிரத்தி அறநூறுக்கு இருபத்தஞ்சி சதவீதம் கேட்குறாங்க அதுக்கு என்ன பண்ணா போதும் கொடுத்துருக்க மதிப்பு என்ன இருபத்தஞ்சி சதவீதம் என்ன போட்டிருக்கோம் இன்ட்டு ஒன் பை என்ன பண்ணா போதும் இன்ட்டு ஒன் பை ஃபோர் இதை இதர அடிச்சிங்கன்னா தொள்ளாயிரம் சரிங்களா அப்ப மூவாயிரத்தி அறநூறுல இருபத்தி அஞ்சு சதவீதம் என்பது தொள்ளாயிரம் சரிங்களா இப்ப இருபது சதவீதம் கேக்குறாங்க மதிப்பு மூவாயிரத்தி அறுநூறு இன்டிங் இருபது சதவீதம் என்னங்க இதே இதே அஞ்சாறு அடிச்சிங்கன்னா எழுநூத்தி இருபது சரிங்களா அப்ப மூவாயிரத்தி அறநூறுல இருபது என்பது எழுநூத்தி சரிங்களா அடுத்து பன்னெண்டரை சதவீதம் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் பாத்துக்கங்க அப்ப மூவாயிரத்தி அறநூறுல பன்னெண்டு சதவீதம் என்பது ஐம்பது பன்னெண்டரை சதவீதம் கொடுக்கப்பட்ட மதிப்பு இன்ட்டு ஒன் பை எய்ட் சரிங்களா பத்து சதவீதம் நமக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிடும் என்ன பண்ணுவீங்க ஒரு ஸ்தான்தள்ளி புள்ளி வச்சுனா பத்து இல்லாட்டி ஒன் பை டென்னால் பெருக்கணும் அப்போ என்ன பண்ணுவீங்க கொடுத்துருக்க மதிப்பு மூவாயிரத்தி அறநூறு எண்டு ஒன் பை டென்னுனா இந்த ஒரு சைபருக்கு ஒரு சைபர் கேன்சல் ஆகணும் அப்போ என்ன வரும் முந்நூற்றி இதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் பத்து சதவீதத்துக்கு ஒரு ஸ்தான்தள்ளி புள்ளி வைக்கிறோம் சரிங்களா இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இது ரெண்டாவது கான்செப்ட் சரி நாம் வச்சுக்கோங்க இப்போ அடுத்த கான்செப்ட் பார்க்க போகிறோம் சரிங்களா சதவீதத்தை மதிப்பு என்ன நூத்தி இருபத்தி அஞ்சு பின்னமாக மாதம் சொல்கிறாங்க அப்போ என்ன பண்ணுவீங்க நூற்றி இருபத்தி அஞ்சு டிவைடட் பை நூறுன்னு போடுவீங்க ரெண்டுத்தையுமே இருபத்தஞ்சில் அடிச்சிங்கன்னா அஞ்சு வரும் சரிங்களா அஞ்சு பை இந்த அஞ்சு பை நாலுங்கிறது தகா பின்னும் சரிங்களா அப்போ நீப்ஷனில் அஞ்சு பை நாலும் இருக்கலாம் அப்படிலாட்டி கலப்பு பின்ன பின்னாங்க வரும் அஞ்சில் நாலு எத்தனை வாட்டி இருக்குது ஒரு வாட்டி இருக்குது ஒரு வாட்டி இருக்குது பாக்கி பேலன்ஸு ஒன்று பை சரிங்களா ஒன்று ஆப்ஷனில் அஞ்சு பை நாலும் இருக்கலாம் இல்லை 1 1 ஒன்னு ஒண்ணு பை நாலு மதிப்பு சதவீதத்தை அடுத்த பதின பத்து சதவீதத்தை பின்னமா மாத்த சொல்லிருக்காங்க சரிங்களா என்ன பண்ணுவீங்க பதினஞ்சு பை பத்து சதவீதத்திலிருந்து நூறாவது அப்ப வகுத்தல் நூறு வகுத்தல் நூறு சரிங்களா நான் லாபம் வச்சுக்கோங்க ஒரு நம்பரை நீங்கள் வகுக்கிறதுக்கு பதிலாக அது தலையிலாம் மாற்றி என்ன பண்ணிக்கலாம் பெருக்கிக்கலாம் சரிங்களா அப்போ எப்படி வரும் இது பதினஞ்சு பை பத்து இன்ட்டு ஒன்று ஒரு நம்பரால் நீங்கள் வகுக்கிறதுக்கு பதிலாக என்ன பண்ணிக்கலாம் தலையிலாம் மாற்றி பெருக்கிக்கலாம் சரிங்களா இப்போ ரெண்டுத்தையும் பெருக்குங்க பார்ப்போம் என்ன வரும் பதினஞ்சு பை கில பத்து இன்ட்டு நூறு ஆயிரம் இதுக்கப்புறம் ஏதாவது கிடைக்கலாம் அஞ்சாறு இது த்ரீ டைம்ஸ் வரும் இது இரநூறு அப்போ பதினஞ்சு பை பத்தோட சதவீதத்தோட பின்ன மதிப்பு மூணு பைநூறு சரிங்களா அடுத்து பாருங்க இருபத்தி எட்டு ஒன் பை த்ரீ சதவீதத்தோட பின்ன மதிப்பு என்னன்னு கேட்டுருக்காங்க சரிங்களா அப்ப இருபத்தி எட்டு ஒன் பை த்ரீங்கிறது கலப்பு பின்னமா இருக்குது கலப்பு பின்ன சதவீதமா இருக்கு அப்ப என்ன மாத்திக்கணிங்க தகவல் மாத்திக்கி மாத்திப்பீங்க மூணு இருபத்தி எட்டு எண்பத்தி நாலு இருபத்தி எட்டு மூணு பெருக்கிக்கிட்டு பிளஸ் ஒன்னு பண்ணிக்கணும் சரிங்களா அப்போ மூணு இருபத்தி எட்டு எண்பத்தி நாலு வரும் அப்ப எண்பத்தி 3 சதவீதம்னு வந்துடும் இது எப்படி இருக்கும் எண்பத்தஞ்சு பை மூணு சதவீதம்னு சொல்லலாம் சரிங்களா இதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க நீங்கள் நூறாலை டிவைட் பண்ணுவோம் அப்போ என்ன பண்ணுவீங்க எண்பத்தி அஞ்சு டிவைட் பை மூணு போடணும் சரிங்களா இந்த நூறாலை டிவைட் பண்ணுறதுக்கு போல் என்ன பண்ணிக்கலாம் தலைக்கலாம் பார்த்திங்க பெருகிக்கலாமா அப்போ எண்பத்தி அஞ்சு பை மூணு எண்டு ஒன்று பை நூறுன்னு வரும் அப்போ என்ன வரும் எண்பத்தி அஞ்சு பை முந்நூறுனு வரும் சரிங்களா ரெண்டுத்தையும் அஞ்சாறு அடிச்சிங்கன்னா இது பதினேழு வாட்டி வரும் இது அறுபது வாட்டி அறுபது வாட்டி வரும் சரிங்களா அப்போ இருபத்தி எட்டு ஒன் பை த்ரீ சதவீதத்தோட பின்ன மதிப்பு பதினேழு பை அறுபது சரிங்களா அடுத்து பாருங்க அஞ்சு ஒன்று பை ரெண்டு சதவீதத்தோட பின்ன மதிப்பு தான் கேட்டிருக்காங்க சரிங்களா அப்போ என்ன பண்ணுவீங்க நீங்கள் கலப்பு சதவீதமாக இருக்குதா என்ன பண்ணுவீங்க தகவல் சதவீதமாக மாத்தீங்க அப்படி மாற்றிவிங்க அஞ்சு இன்ட்டு ரெண்டு பத்து பத்து ப்ளஸ் ஒன்று பதினொன்று ரெண்டு சதவீதம்னு வந்துடும் சரிங்களா இதுக்கப்புறம் இங்கே என்ன பண்ணணும் நூறாளை டிவைட் பண்ணும் அப்போ பதினொன்று பை ரெண்டு வகுத்தல் நூறுனு போடுவீங்க அதுக்கப்புறம் நூறாவில் ஒரு நம்பரை டிவைட் பண்ணுறதுக்கு போக என்ன பண்ணிக்கலாம் தலைக்கலாம் மதிப்புக்கலாமா அப்போ என்ன வரும் பதினொன்று பை ரெண்டு எட்டு ஒன்று வரும் சரிங்களா அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்று டிவைடட் சரிங்களா அதாவது அஞ்சு ஒன்று பை ரெண்டோட பின்ன மதிப்பு பதினொன்று இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போன இதில் வந்து பார்த்தீங்கன்னா சதவீதத்தை பின்னமாக எப்படி மாத்தணும்னு சொல்லிட்டு பார்த்தோம் சரிங்களா சதவீதத்தை பின்னமாக மாற்றணும்னா நூறாளை டிவைட் பண்ணணும் சரிங்களா இங்கே என்ன பண்ணுறோன்னா பின்னத்தை சதவீதமாக எப்படி மாற்றணும்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் பின்னத்தை சதவீதமாக மாற்ற வேண்டுமெனில் நூறாளை என்ன பண்ணணும் பெருக்கணும் சரிங்களா அப்போது ஒரு பின்னத்தை சதவீதமாக மாற்றணும் நூறாளை மல்டிபிகேஷன் பண்ணணும் பாருங்க ஒன்று பை ஒரு பின்ன இருக்குது இதை வந்து சதவீதமாக மாற்றணும் என்ன பண்ணணும் நூறாளை பெருக்கணும் அப்போ ஒன்று பை அஞ்சு எண்டு இது எத்தனை வாட்டி வரும் இருபது வாட்டி வரும் இருபது சதவீதம் சரிங்களா அப்போ ஒன்று பை அஞ்சு என்ற பின்ன மதிப்பின் சதவீத மதிப்பு இருபது சதவீதம் சரிங்களா அடுத்தது பாருங்க பதிமூணு பை இருபத்தி அஞ்சுன்றக்கு இதை சதவீத இதை வந்து சதவீதம் மாத்திரம் என்ன பண்ணணும் நூறு ஆளு பெருக்கணும் அப்போ என்ன வரும் பதிமூணு பை இருபத்தி அஞ்சு எண்டு நூறு போட்டிங்கன்னா இது இது டைம்ஸ் அப்போ நாலு இன்ட்டு பதிமூணு ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் அதாவது பதிமூணு பை இருபத்தி அஞ்சு என்ற பின்னத்தின் சதவீத மதிப்பு ரெண்டு சதவீதம் ஏழு பை பத்து பின்ன மதிப்போட சதவீத மதிப்பு என்னன்னு கேட்கிறாங்க நூறாலைன்னா இந்த ஒரு சைபர் ஒரு சைபர் கேன்சல் ஆகிரும் இருபத்தி ஏழு என்று பத்து சரிங்களா அப்ப இருபத்தி ஏழு பை என்ற பின்ன மதிப்பின் சதவீத மதிப்பு இருநூத்தி அடுத்து பாருங்கள் நாலாவது கொஸ்டின் பாருங்கள் எண்பத்தொன்று பை முப்பதுன்றிருக்கு இந்த பின்னத்தோட சதவீத மதிப்பு எதானு கேட்குறாங்க அப்போ என்ன பண்ணணும் நூறால் பெருக்கணும் அவள் பாருங்கள் பார்ப்போம் எண்பத்தி ஒன்று பை முப்பது இந்த ஒரு சைபருக்கு ஒரு சைபர் கேன்சல் ஆகிரும் ஒரு மூணு மூணு இருபத்தி ஏழு மூணு எவ்வளவு சரிங்களா அப்போ இருபத்தி ஏழு இன்ட்டு பத்து இரநூத்தி எழுபது என்ற பின்ன மதிப்பின் சதவீத மதிப்பு இரநூத்தி என்ன பண்ணணும் நூறாளு பெருக்கணும் சரிங்களா அப்ப இந்த நாளையும் நூறையும் இருபத்தி அஞ்சு வாட்டி வரும் அப்ப ஒன்பது இன்ட்டு இருபத்தி எழுபத்தி அஞ்சு சதவீதம் சரிங்களா அப்ப ரெண்டு ஒன்று பை நாலு என்ற பின்னத்தின் சதவீத மதிப்பு நூத்தி எழுபத்தஞ்சு சதவீதம் சரிங்களா அது என்ன பாருங்க ரெண்டு ஒன்று பை அஞ்சு என்ற கலப்பு பின்னத்தின் சதவீத மதிப்பு என்னென்னு கொஸ்டின் கேட்கறாங்க சரிங்களா அப்போ கலப்பு பின்னத்தை நீங்க என்ன மாற்றணும் தகா பின்னா மாற்றணும் எப்படி மாத்துவீங்க ரெண்டு இன்ட்டு அஞ்சு பத்து பத்து பிளஸ் ஒன்று பதினொன்னு சரிங்களா அதாவது ரெண்டு அஞ்சு பெருகிக்கிட்டு பிளஸ் ஒன்னு ஆட் பண்ணிக்கலாம் பதினொன்று பை அஞ்சுன்னு வரும் இன்ட்டு நூறு போட்டீங்கன்னா இது இது ஆயிடுச்சிங்கன்னா இருபது டைம்ஸ் வரும் அப்போ பதினொன்று எண்டு இருபது சரிங்களா அப்போ இரநூத்தி அதாவது ரெண்டு ஒன்று புது அஞ்சோட சதவீத மதிப்பு இரநூத்தி நல்லா பார்த்துக்கோங்க சதவீத பின்னத்தை சதவீதமாக மாற்றணும்னா நூறாளை பெருக்கணும் இதை சதவீதத்தை பின்னமாக மாற்றணும்னா நூறாளை டிவைட் பண்ணணும் இப்போ அடுத்த கான்செப்ட் பாருங்க சதவீதத்தை தசம எண்ணாக மாற்று அதாவது பர்சன்டேஜை டெசிமல் நம்பராக எப்படி மாத்தணும் சொல்லிட்டு பார்க்க போகிறோம் சரிங்களா சதவீதத்தை தசம எண்ணாக மாத்திரணும் அந்த நம்பர் என்ன பண்ணா போதும் நூறாவில் டிவைட் பண்ணா போதும் இப்போ ஃபஸ்ட் பாருங்க ஐம்பத்தி சதவீதத்தை தசம எண்ணாக மாத்துங்கன்னு சொல்லிட்டு கொஸ்டின் சரிங்களா அப்போ என்ன பண்ணா போதும் ஐம்பத்தி எட்டு நூறாவில் டிவைட் பண்ணுங்க சரிங்களா அப்போ என்ன வரும் இந்த ஐம்பத்தி எட்டு நூறாள் டிவைட் பண்ணும்போது கீழே எத்தனை சைபர் இருக்கு ரெண்டு சைபர் இருக்கு அப்போ என்ன வந்துடும் புள்ளிக்கு அப்புறம் ரெண்டு நம்பர் இருக்கிற சரிங்களா அப்போ ஜீரோ புள்ளி அஞ்சு அப்படி என்ன பண்ணணும் இங்க ரெண்டு தான் தள்ளி புள்ளி வச்சிர வேண்டியதுதான் கீழே எத்தனை சைபர் இருக்கு அத்தனை தான் தள்ளி புள்ளி வச்சிர வேண்டியதுதான் சரிங்களா ரெண்டு சைபர் இருக்கு அப்ப ரெண்டு தான் தள்ளி புள்ளி வச்சா 0.58 அப்ப 58 சதவீதத்தோட தசம எண்ணோட மதிப்பு 0.58 சரிங்களா அடுத்து பாருங்க 120 சதவீதத்தை தசம எண்ணாக மாற்ற க டெசிமல் நம்பரா மாத்துன்னு क्वेश्चन கேக்குறாங்க சரிங்களா அப்ப என்ன பண்ணுவீங்க 120 100 னு போடுவீங்க என்ன பண்ணா போதும் கீழே எத்தனை சைபர் இருக்கு ரெண்டு சைபர் இருக்கு அப்ப என்ன பண்ணா போதும் ரெண்டு தான் தள்ளி புள்ளி வச்சிருங்க அப்போ என்ன ஆயிரும் ஒன்று புள்ளி ரெண்டு ஜீரோன்னு இருக்கும் இந்த ஜீரோவுக்கு மதிப்பு கிடையாது இப்போ என்ன வரும் ஆன்சர் ஒன்று புள்ளி ரெண்டுன்னு வந்துடும் சரிங்களா ஒன்று அதாவது நூற்றி சதவீதத்தோட தசம மதிப்பு ஒன்று சரிங்களா அடுத்து பாருங்கள் மூணு சதவீதத்தை தசம என்ன மாற்ற சொல்கிறாங்க சரிங்களா அப்போ என்ன பண்ணுவீங்க மூணு டிவைட் பை நூறுன்னு சரிங்களா மூணு டிவைட் இருக்குற மாதிரி வைக்கணும் சரிங்களா புள்ளிக்கு அப்புறம் வரும் சரிங்களா அப்போ மூணு பை நூறோட மதிப்பு பின்ன என் மதிப்பு ஜீரோ புள்ளி ஜீரோ மூணுங்களா அடுத்தது பாருங்களேன் கேக்குறாங்க சரிங்களா என்ன பண்ணுவீங்க பதினேழு புள்ளி அஞ்சு டிவைட் பை நூறுன்னு போடுவீங்க கீழே எத்தனை சைப்பேர் இருக்குது ரெண்டு சைப்பேர் இருக்குது அப்போ என்ன பண்ணணுன்னு ரெண்டு சாமி தரையும் புள்ளி நல்ல வரணும் அப்போ இந்த புள்ளி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இங்கே வந்துடும் அப்போ என்ன வந்துடும் ஜீரோ புள்ளி சரிங்களா அப்போ பதினேழு புள்ளி அஞ்சு சதவீதத்தோட மதிப்பு ஜீரோ அடுத்து பாருங்கள் ஜீரோ சதவீதத்தோட டெசிமல் நம்பரை கேட்குறாங்க அப்போ ஜீரோ புள்ளி ஆறு டிவைட் பண்ணுவீங்க சரிங்களா அப்ப ஏற்க புள்ளிக்கப்போ எத்தனை நம்பர் இருக்கு ரெண்டு நம்பர் இருக்கு அப்ப கீழே ரெண்டு சைபர் வேணாயிரும் இன்னும் ரெண்டு ஸ்தானத்தடி புள்ளி புள்ளி ஜீரோ ஜீரோ ஆறு சரிங்களா அப்ப ஜீரோ சதவீதத்தோட டெசிமல் நம்பர் ஜீரோ சரிங்களா கடைசியா பாருங்க ஜீரோ சதவீதத்தோட தசமையின் மதிப்பு கேட்கிறாங்க சரிங்களா அப்ப என்ன பண்ணுவீங்க இதை ஜீரோ புள்ளி அஞ்சு போடுவீங்க சதவீதத்தை தசம என்னாக மாத்தணும் அதாவது நம்பரா மாத்தணும்னா அந்த சதவீத மதிப்பு என்ன பண்ணணும் நூறாளு பண்ணா போதும் இப்ப அடுத்த கான்செப்ட் பாருங்க தசம எண்ணெய் சதவீதமாக மாற்றுறது அதாவது டெசிமல் நம்பரை பர்சன்டேஜாக எப்படி மாற்றணும்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் சரிங்களா அதாவது டெசிமல் நம்பரை நம்ம பர்சன்டேஜாக மாற்றணும் என்ன பண்ணணும் நூறு பெருக்கனா போதும் சரிங்களா ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ஜீரோ என்னன்னு சொல்கிறாங்கன்னா சதவீதமாக மாற்ற சொல்கிறாங்க சரிங்களா அப்போ என்ன பண்ணுவீங்க ஜீரோ என்ன பண்ணணும் நூறாவில் பெருக்கணுமா அப்போ இன்ட்டு ஹண்ட்ரட் சரிங்களா இப்போ பாருங்கள் புள்ளிக்கப்புறம் இங்கே எத்தனை நம்பர் இருக்குது அதாவது புள்ளிக்கப்புறம் ரெண்டு நம்பர் இருக்குது இங்கே ரெண்டு சைபர் இருக்குது சரிங்களா அப்போ ரெண்டு பேலன்ஸ் ஆயிரும் அப்போ என்ன இருக்கும் எண்பத்தஞ்சு அப்படியே வந்துடும் அப்போ எண்பத்தஞ்சு சதவீதம் சரிங்களா அடுத்தது பாருங்க ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க ஜீரோ புள்ளி ஜீரோ அஞ்சு என்ன சொல்கிறாங்க சதவீதமாக மாற்ற சொல்கிறாங்க சரிங்களா அப்போ என்ன பண்ணுவீங்க ஜீரோ புள்ளி ஜீரோ அஞ்சு இன்ட்டு ஹண்ட்ரட்னு போடுவீங்க ரெண்டு நம்பர் இருக்குது இங்கே ரெண்டு சைபர் இருக்கு அப்போ ரெண்டு பேலன்ஸ் ஆகிரும் அப்போ எத்தனை வரும் அஞ்சு சரிங்களா அடுத்தது பாருங்க ஜீரோ டெசிமல் நம்பரை சதவீதமாக மாற்ற சொல்கிறாங்க அப்போ எப்படி போடுவீங்க ஜீரோ புள்ளி மூணு போடுவீங்க இங்க புள்ளிக்கு அப்புறம் ஒரு நம்பர் இருக்கு இங்க ரெண்டு சைபர் இருக்கு சரிங்களா அப்போ இந்த ஒண்ணுக்கு ஒன்னு பேலன்சிங் ஆயிரும் பாய்க்கு ஒரு சைபர் பேலன்ஸ் இருக்கும் அப்போ ஒரு சைபர் அப்படி சேர்த்துக்கோங்க அப்போ முப்பது சரிங்களா புதிதா எல்லாருக்குமே இது நல்லா பாத்துக்கோங்க ஜீரோ இருக்கு இங்கே ஹண்ட்ரட் இருக்கு சரிங்களா புள்ளிக்கு அப்புறம் ஒரு நம்பர் இருக்கு இங்க ரெண்டு சைபர் இருக்கு சரிங்களா அப்போ இந்த புள்ளிக்க அப்புறம் ஒரு நம்பர் இருக்குது ஒரு சைபர் கேன்சல் ஆயிரும் பாய்க்கு ஒரு சைபர் பேலன்ஸ் இருக்கும் அதை அப்படியே சேர்த்துக்கோங்க சரிங்களா அப்போ முப்பது அடுத்து பாருங்க ரெண்டு புள்ளி டெசிமல் நம்பரை சதவீதமாக மாதிர சொல்றாங்க அப்போ என்ன பண்ணுவீங்க ரெண்டு புள்ளி ரெண்டு அஞ்சை ஹண்ட்ரட பெருக்குவீங்க சரிங்களா அதனால பாருங்கள் புள்ளிக்கப்புறம் ரெண்டு நம்பர் இருக்குது இங்கே ரெண்டு சைபர் இருக்குது அப்போ ரெண்டு என்ன ஆயிரும் பேலன்சிங் ஆகிரும் அப்போ என்ன ஆயிரும் ஃபுல்லாக ஆயிரும் இரநூத்தி சதவீதம் புரிதெல்லா இருக்குமே அடுத்து பாருங்கள் நாலு டெசிமல் நம்பரை சதவீதமாக மாதிரி சொல்கிறாங்க என்ன பண்ணுவீங்க நீங்கள் நூறாவை பெருக்கணும் அப்போ என்ன பண்ணுவீங்க நாலு புள்ளி சரிங்களா புள்ளிக்கு அப்புறம் ஒரு நம்பர் இருக்குங்களா இருக்குங்களா இருக்குங்களா ஒரு சைபர் சதவீதம் ஜீரோ புள்ளி ஒன்று ரெண்டு அஞ்சு இன்ட்டு ஹண்ட்ரட் போடுவீங்க இங்கே எல்லாம் புள்ளிக்கப்புறம் மூணு நம்பர் இருக்குது இங்கே ரெண்டு சைபர் இருக்குது சரிங்களா அப்போ மூணு நம்பர் புள்ளிக்கப்புறம் மூணு நம்பர் இருக்கா ரெண்டு சைபர் இருக்குதுனால ரெண்டு இது கேன்சல் ஆயிரும் அப்போ அந்த புள்ளி எங்கே ஆயிரம்னா இங்கேருந்து ஒரு ஸ்தான் தள்ளி இங்கேருந்து ரெண்டு ஸ்தாந்தள்ளி வந்துடும் அப்போ என்ன ஆயிரும் பன்னெண்டு புள்ளி அஞ்சு புள்ளிக்கு அப்புறம் மூணு நம்பர் இருக்கு இங்க ரெண்டு சைபர் இருக்கு சரிங்களா அப்ப அதை பெருக்கும்போது இந்த புள்ளி வந்து பாத்தீங்கன்னா இங்கே இருந்து ரெண்டு சாதம் தள்ளி வந்துரும் அப்ப பன்னெண்டு புள்ளி சரிங்களா நல்லாம வச்சுக்கோங்க தசம எண்ணெய் சதவீதமா மாத்துனா நீங்க என்ன பண்ணா போதும் நூறாளு பெருக்கினா போதும் இப்ப இந்த கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பஸ்ட் என்ன பார்த்தோம்னா சதவீதத்துல என்னென்னா பேசிக்ஸான விஷயம் இருக்கு சதவீதம் எப்படி கண்டுபிடிக்கிறதுனு சொல்லிட்டு பார்த்தோம் சரிங்களா பத்து சதவீதம் எப்படி கண்டுபிடிக்கிறது ஒரு சதவீதம் எப்படி கண்டுபிடிக்கிறது அதை வச்சு நம்ம எந்த சதவீதம் கொடுத்தாலும் எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு பார்த்தோம் சரிங்களா ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா சதவீதத்தை பின்னமா மாத்துறது எப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் சரிங்களா சதவீதத்தை பின்னமா மாத்தணும்னா அந்த சதவீதத்தை நூறால டிவைட் பண்ணணும் அடுத்து மூணாவது என்ன பார்த்தோம்னு பாத்தீங்கன்னா பின்னத்தை சதவீதமா எப்படி மாத்துறது அப்ப பின்னத்தை சதவீதமா மாத்தணும்னா அந்த பின்னத்தை நூறால மல்டிபிகேஷன் பண்ணணும் சரிங்களா இது வந்து மூணாவதுதான் பார்த்தோம் நாலாவது என்ன பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா சதவீதத்தை டெசிமல் நம்பராக எப்படி மாத்துறது அப்போ அந்த சதவீத பர்சன்டேஜை டெசிமல் நம்பராக மாத்தணும்னா அந்த சதவீதத்தை என்ன பண்ணணும் நூறாள் டிவைட் பண்ணணும் சரிங்களா அடுத்த அஞ்சாவது என்ன பார்த்தோம்னு பார்த்தீங்கன்னா தசம எண்ணெய் சதவீதமாக எப்படி மாத்துறேன்னு சொல்லிட்டு பார்த்தோம் சரிங்களா அப்போ தசம எண்ணெய் சதவீதமாக மாத்தணும்னா அந்த தசம எண்ணெய் என்ன பண்ணணும் நூறாள் மல்டிபிகேஷன் பண்ணணும் சரிங்களா இதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சதவீதத்தில் இந்த கிளாஸில் பேசிகான விஷயம்லாம் பார்த்துக்கு சரிங்களா அடுத்த கிளாஸில் இந்த சதவீதத்தில் எப்படி எப்படிலாம் கொஸ்டின் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த அடுத்த கிளாஸில் சரி அடுத்த கிளாஸில் பார்ப்போம் தேங்க்யூ